வரு எனது பார்க்கும்பர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி பண்ணிக்கல்கை கோவிந்தராஜ் சொல்ல போரோனா சீசன் வீடியோ வர முடியாமல் சிரமத்தை ஆளாவிட்டு இருக்கும் எப்படி இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் என்னோட டான்ஸ் வீடியோ இன்னொரு சாங் வீடியோ நீங்கள் என்ன கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கிற ஐக்கானல கொடுக்கணும் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா சாங் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் டி மோட்டிஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாங் எழுதிருக்கேன் கேளுங்க மிஸ் பண்ணாம சொல்லி மேல மேல போட்டு போட்டு வீட்டிலேயே இருக்கு சொல்லி மேல மேல லாக்டவுன் போட்டுட்டாங்களே அப்பா அம்மா அண்ணன் அண்ணி தம்பி தங்க நான் சொல்லுறதை கேட்டுக்கோ நமக்கு கொரோனா நோய் வர்ற அம்மா தடுக்க போட கத்துக்கோ அப்பா அம்மா அண்ணா தம்பி தங்க நான் சொல்லுறதை கேட்டுக்கோ நமக்கு கொரோனா நோய் வர்ற அம்மா தடுக்க போட கற்றுக்கோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் சப்போர்ட் இல்லை நானே சொந்தமாக தான் சாங் எழுதி பாடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாங்கு நீங்கள் கேட்கலன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ மிஸ் யூ மை வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைபர் பை பாய் வெல்கம் டுஸ்க்ரைப் ஏஆஆ டிஜி கோவிந்தராஜ் சேனல்ல நீங்களும் பண்ணுறாங்க அதை மக்கள் கிளிக் பண்ணுங்க போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் லைக் பண்ணுங்க